வெல்கம் டு ஃபலக் ஷார்ட்கட் மேட்ச் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ரயில் கணக்கு ரயில் கணக்கு நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கிய கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க 180 ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது எதிர் திசையில் மணிக்கு முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் இரநூத்தி பத்து மீட்டர் நீளமுள்ள மற்றொரு ரயில் சென்று கொண்டிருக்கிறது ஏனில் முதல் ரயில் இரண்டாவது ரயிலை கடக்கும் ஆகும் காலம் என்ன அப்படின்னு ஓகேங்களா அதாவது ஒரு ரயில் வந்து ஒரு திசையில் போகுது ஓகேங்களா அதே மாதிரி மற்றொரு ரயில் வந்து இன்னொரு திசையில் போகுது ஓகேங்களா இந்த ரெண்டு ரயில் ஒரு ஒரு ரயிலை கடக்க எவ்வளோ நேரமாகும் அதாவது முதல் ரெயில் இரண்டாவது ரயில் கிடக்க எவ்வளோ நேரமாகும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா மணிக்கு ஓகேங்களா எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் என்ன செய்ய போகுது இந்த ட்ரெயின் வந்து மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா முப்பத்தாறு ஓகேங்களா அதாவது முப்பத்தாறு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் என்ன செய்யுது போகுது ஓகேங்களா அதாவது ரயில் கணக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு ட்ரெயின்கள் ஓகேங்களா அதாவது ரெண்டு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் திசையில் போச்சு அப்படின்னா அதை வந்து கிலோமீட்டரை ப்ளஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரே திசையில் போச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன செய்யுது ஆப்போசிட் திசையில் போகுது அப்போ நம்ம என்ன செய்வோம் கிலோமீட்டரை ப்ளஸ் பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணலாமா இப்போ பாருங்கள் அதாவது எழுவத்ரெண்டு ஓகேங்களா எழுவத்ரெண்டு எவ்வளோ வரும் முப்பத்தாறு ஓகேங்களா ரெண்டையும் கூட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருது அதாவது எழுபது முப்பது நூறு நூறு நூற்றி வருது ஓகேங்களா அப்போது எவ்வளோ வருதுன்னு சொன்னால் நூற்றி கிலோமீட்டர் பர் அவர் வருது ஓகேங்களா நூற்றி கிலோமீட்டர் பர் அவர் வருது ஓகேங்களா அதேமாதிரி இங்கே பாருங்கள் இங்கே டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் ட்ரெயின் ஒன்றுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் ட்ரெயின் ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் அதாவது டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே கூட்டத்தான் செய்யணும் ஆப்போசிட் திசையில் போனால் கூட்டதான் செய்வோம் ஒரே திசையில் போனாலும் கூட்ட தான் செய்வோம் அப்போ டிஸ்டன்ஸ் கூட்டலாமா அப்போது டிஸ்டன்ஸ் இக்கோல்ட்டு ஃபஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ நூற்றி எண்பது ஓகேங்களா ப்ளஸ் செகண்ட் ட்ரெயின் எவ்வளோ வந்துச்சு இரநூத்தி பத்து ஓகேங்களா இரநூத்தி பத்து ரெண்டு கூட்ட நம்மளுக்கு வருது 100, 200, 390 தொண்ணூறு ஓகேங்களா முந்நூற்றி ஓகேங்களா அதாவது 390 மீட்டர் ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூறு மீட்டர் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது ஆனால் ஆனால் கிலோ ஆனால் வந்து ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பவர் இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரே யூனிட்டை மாற்றணும் அப்போ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு என்ன செய்யணும் நம்ம மாற்றணும் மாற்றலாமா ஸ்பீட் சீக்கொல்ட்டு ஓகேங்களா ஸ்பீட் சீக்குவல்ட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான் நூற்றி ஓகேங்களா அதாவது நூற்றி கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பை செகண்டுக்காக நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூற்றி எட்டை அஞ்சு பை பதினெட்டால் பெருக்குங்க அஞ்சு பை பதினெட்டால் பெருக்குச்சுன்னா அது என்ன செய்யும் நம்மளுக்கு மீட்ரு பை செகண்டாக மாறிடும் ஏன் அஞ்சு பை பதினெட்டால் பெருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ அஞ்சு பை பதினெட்டாக பெருக்கலாமா பெருக்கு நம்மளுக்கு என்ன வரும் இப்போ அடிங்க ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இங்கே அடித்தா ஐரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு அடுத்து மூணு ராடிங்க ஒரு 3, மூணு இங்கே அடித்தா என்னோட ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு மாதிரி மூணு ராடிங்க ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஆரஞ்சு முப்பது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது ஸ்பீடு ஓகேங்களா அப்போது ஸ்பீட்ஸ் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னால் எவ்வளோ வருதுன்னு சொன்னால் ஆரஞ்சு முப்பது அப்போது முப்பது மீட்ரு பெர் வருது ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கடக்கும் காலம் காலம்னு என்னது டைம் கேட்டுருக்கோம் அப்படி தானே அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஸ்பீடு ஈக்குவல்ட்டு ட்ரெயின் ஃபார்முலாக ஸ்பீடு ஈக்குவல்ட்டு distance by time, இதில் அவன் கேட்டிருக்கிறதுன்னா டைம் கேட்டிருக்கான் அப்போது டைம்ஸ் ஈக்குவலிட்டி இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்போது டிஸ்டன்ஸ் பை என்ன வரும் ஸ்பீடுன்னு வரும் இப்போ ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்குது அதனால, நோ ப்ராப்ளம் அப்போ நம்மளுக்கு distance எவ்வளோ கொடுத்துருக்கான் அதாவது distance வந்து 390 தொண்ணூறு ஓகேங்களா அப்போது டிஸ்டன்ஸ் பார்த்து என்ன பண்ணலாம் 390 ஓகேங்களா அடுத்து ஸ்பீடு பாருங்கள் ஸ்பீடு எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க முப்பது ஓகேங்களா ஸ்பீடு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் முப்பது ஓகேங்களா இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிங்க அடித்து எவ்வளோ வருவோம் ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் அடிங்க மூணு ஒரு மூணு மூணு இங்கே அடித்தா ஒரு மூணு மூணு இங்கே அடித்தா மூன்று மூணு ஒம்பது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா பதிமூணு செகண்ட் அப்போது எவ்வளோ அப்போ முதல் ட்ரெயின் இரண்டாவது ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் கிடக்கும்னு சொன்னால் பதிமூணு செகண்ட் லனுச்சையும் கடந்துரும் ஓகேங்களா எத்தனை இதில் பதிமூணு செகண்ட் லனுச்சையும் கடந்துரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா இந்நூற்றி இருபது மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு நூற்றி எட்டு கிலோமீட்டர் சென்று கொண்டிருக்கிறது எதிர் திசையில் மணிக்கு எழுபத்தி ரெண்டு வேகத்தில் நூற்றம்பது மீட்டர் நீளமுள்ள மற்றொரு ரயில் சென்று கொண்டிருக்கிறது எனில் முதல் ரயில் இரண்டாவது ரயிலை கடக்கும் காலம் என்ன இதுவும் அதே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இது ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு சைடில் போகுது இன்னொரு ட்ரெயின் வந்து இன்னொரு சைடில் போய்ட்டுருக்கு ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து மணிக்கு நூற்றி எட்டு கிலோமீட்டர் அப்புறம் அவர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கு ஓகேங்களா அவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாவது ரயில் வந்து எழுபத்திரெண்டு ஓகேங்களா அவருக்கு எவ்வளோ போகுது எவ்வளோ ஸ்பீடில் போகுது எழுவத்ரெண்டு கிலோமீட்டர் இப்போ அவர் ஸ்பீடில் போகுது இப்போ நம்மளுக்கு என்னதுன்னா ரெண்டு ட்ரெயினுமே ஆப்போசிட் திசை அப்போ நம்ம என்ன செய்வோம் கிலோமீட்டர் கூட்டுவோம் கூட்டலாமா அப்போது நூற்றி எட்டு வரும் எழுவத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டணும் நம்மளுக்கு வருது அதாவது நூறு நூற்றி எழுவது நூற்றி எழுபது பத்து ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது நூற்றி கிலோமீட்டர் பெர் அவர் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்வல்டு இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் அதாவது ஃபஸ்ட் ட்ரெயினுடைய லென்த்தும் கொடுத்துருக்கான் செகண்ட் ட்ரெயினில் லெந்தும் கொடுத்தா ரெண்டையும் கூட்டத்தான் செய்யணும் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா கூட்டலாமா அப்போ என்ன வரும் நூற்றி என்ன வரும் நூற்றி ரெண்டையும் கூட்டணும் நம்மளுக்கு எவ்வளோ வருது இப்போ நூறு இரநூத்தி வரும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது இரநூத்தி மீட்டர்ன்னு வரும் அப்போ நம்மளுக்கு டி அதாவது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது ஓகேங்களா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது ஆனால் ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் அவரில் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரே யூனிட்டுக்காக மாற்றணும் அப்போது கிலோமீட்டர் பவரை மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும் மாற்றலாமா அப்போது ஸ்பீடு ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பர் அவரை நம்ம என்ன செய்யணும் மீட்டர் பை செகண்டுக்காக மாற்றணும் மாற்றினா என்ன செய்யணும் ஒன்றுமே இல்லை அஞ்சு பை பதினெட்டால் பெருக்கிறீங்க அப்போது ரெண்டு அஞ்சு பை பதினெட்டு இப்போ இருக்குன்னா அது என்னவாயிடும் மீட்டர் பை செகண்டுக்காக மாறிடும் ஓகேங்களா இப்போ இந்த அடிங்க ஒரு பதினெட்டு பதினெட்டு இங்கே அடிச்சா ஒரு பதினெட்டு பதினெட்டு ஜீரோ ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது ரெண்டையும் பெருக்குனா பதித்தஞ்சி ஓகேங்களா அப்போ ஸ்பீடு ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னால் ஐம்பது மீட்ரு பை செகண்ட் ஓகேங்களா ஐம்பது மீட்டர் பை செகண்ட் இப்போ நம்மளுக்கு தேவை என்னது டைம் கடக்கும் காலம் தான் நம்மளுக்கு தெரியணும் அப்போ நம்மளுக்கு ட்ரெயின் ஃபார்முலாக ஸ்பீடு ஈக்குவல்ட்டு டிஸ்டன்ஸ் பை டைமும் இது நம்மளுக்கு என்ன தேவை டைம் தேவை அப்போது டைம்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் டிஸ்டன்ஸ் போய் ஸ்பீடுன்னு வரும் இப்போ ரெண்டுக்குமே ஒரே யூனிட்டாக நம்ம மாற்றிட்டோம் அதனால் பிரச்சனை கிடையாது அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது இரநூத்தி எழுபது ஓகேங்களா அப்போது டிஸ்டன்ஸ் வந்து இரநூத்தி எழுபது ஸ்பீட் நம்மளுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது ஸ்பீடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஐம்பதுன்னு வருது ஓகேங்களா எவ்வளோ வருது ஐம்பது ஓகேங்களா அப்போது இதில் போடலாமா அப்போது ஐம்பது இப்போ அடிக்க முடிஞ்சால் அடி ஓ ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடித்தாச்சு அப்போ அஞ்சல் அடிக்கலாமா அஞ்சல் அடித்தா நம்மளுக்கு என்ன வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு மிச்சம் ரெண்டு புள்ளி என்ன வரும் இருபதாயிரம் அப்போ நாலஞ்சு இருபது அப்போது இது எவ்வளோ கிடக்குனா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் என்ன செய்யும் கிடக்கும் ஓகேங்களா எவ்வளோ ஸ்பீடில் கிடக்கும் இதே ஃபைவ் பாயிண்ட் என்ன செய்யும் கிடக்கும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா நூற்றம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தை சென்று கொண்டிருக்கிறது எதிர் திசையில் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நூற்றி முப்பது நீளம் உள்ள மற்றொரு ரயில் சென்று கொண்டிருக்கிறது எனில் முதல் ரயில் இரண்டாவது ரயிலை கடக்கும் காலம் என்ன இதுவும் அதே மாதிரி அதாவது என்ன செஞ்சாங்க ஒரு ட்ரெயின் ஒரு ஒரு சைடு போது இன்னொரு ட்ரெயின் என்ன ஆப்போசிட் திசையில் போது இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒரு முதல் ட்ரெயின் இரண்டாவது ட்ரெயினை கிடக்கும் நேரம் என்ன கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டரில் போகிறான் அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் இப்போ அவரில் போகுது ஓகேங்களா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் இப்போ அவரில் போகுது இரண்டாவது ட்ரெயின் வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் போனால் பன்னெண்டு ஓகேங்களா எவ்வளோ போகுது பன்னிரெண்டு கிலோமீட்டர் இப்போ அவரில் போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செய்வோம் ஆப்போசிட்டில் போனாலும் கிலோமீட்டர் கூட்டுவோம் கூட்டலாமா அப்போது அறுபது அறுபது ப்ளஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும் எழுவத்தி என்னது நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா இது அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து நூற்றம்பது செகண்ட் ட்ரெயின் வந்து எவ்வளோ கொடுத்தா நூற்றி முப்பது ரெண்டையும் கூட்டிடலாமா அப்போ நூற்றி ஐம்பது ப்ளஸ் என்ன வரும் நூற்றி முப்பது வருது இரநூத்தி மீட்டர் மறந்துடக்கூடாது மீட்டர் அப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எதில் வருதுன்னா மீட்டரில் வருது ஆனால் ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் இப்போ அவரில் வருது அப்போ என்ன செய்யணும் ஒரே யூனிட்டாக மாற்றணும் அப்போது கிலோமீட்டர் இப்போ அவரை மீட்டர் பை செகண்டுக்கு செய்யணும் மாற்றணும் மாற்றலாமா அது ஸ்பீட் சீக்கொலிட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கிலோமீட்டர் பர் அவரில் கொடுத்துருந்தாங்க இதை நம்ம என்ன செய்வோம் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற அப்போ நம்ம என்வோம் எழுவத்ரெண்டு இன்டு அஞ்சு பை பதினெட்டால் பெருக்குவோம் அது மீட்டர் பை செகண்டுக்கு மாறிடும் இப்போ அடித்து என்ன வரும் ஓர் பதினெட்டு பதினெட்டு நாலு பதினெட்டு எழுவத்தி ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடு ஓகேங்களா அப்போது ஸ்பீடு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சி இருபது மீட்டர் பெர் செகண்ட் கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை கடக்கும் காலம் டைம் தேவை அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாக ஸ்பீடு ஈக்குவல்டு டிஸ்டன்ஸ் பை டைம் இப்போ நம்மளுக்கு தேவை டைம் அப்போது டைம்ஸ் ஈக்குவல்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இரநூத்தி ஓகேங்களா ஆப்போம் இரநூத்தி எண்பது வை ஸ்பீட் நம்மளுக்கு எவ்வளோ வந்தது ஸ்பீட் நம்மளுக்கு வந்து இருபது ஸ்பீட் நம்மளுக்கு எவ்வளோ வந்தது இருபது போடலாமா போட்டால் ஒரு செஃபருக்கு ஒரு செஃபர் அடி இங்கே அடித்தா ஒரு ரெண்டு ரெண்டு அடிச்சா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ வருது பதினாலு செகண்ட் அப்போ முதல் இரண்டாவது டேனை பதினாலு செகண்ட் வேகத்தில் நினைச்சையும் கிடக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்